மனதளவில் காயப்படுத்தபது அதிகளவில் ஏற்படும் உடல் அளவில் ஒருவரை காயப்படுத்தினால் எப்பயுமே உங்ககிட்ட கேட்டுதான் இன்னொருவரை காயப்படுத்தாதீங்க ஒரு விஷயம் தெரியலேஷனை இழுத்து உங்களது ஏறினோம் எனக்கு ஒரு பத்திஸஸ் பண்ணிருக்கேன் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் எந்த சூழ்நிலையும் மற்றவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கவே நடந்துக்காதீங்க ஏன்னா அது பல திரும்பி வரும் கர்மா என்பதே ஒரு பூமரேங்க் போல தான் பல திரும்பி வரும் மெயினாக இன்றைக்கி பல பேர் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்குண்டான மாபெரும் காரணம் என்னென்னா அடுத்தவங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறது அடுத்தவங்கள பற்றி தப்பு தப்பா நம்ம நினைக்கிறது அடுத்தவங்களை பற்றி அவங்க கிட்டே காயப்படுற மாதிரி நடந்துக்கிறது மூஞ்சி அடித்த மாதிரி திட்டுறது அசிங்கப்படுத்துறது வேதனைப்படுத்துறது இது எல்லாத்தையும் கடந்து இந்த தப்பு தப்பாக சொல்றது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருக்கேன் அடுத்தவர்களை பற்றி நீங்கள் தவறாக பேசினால் அனுபவிக்கும் கொடுமைகள் அப்படின்ற பற்றி கிளியராக பேசியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் மன நிம்மதியை இழந்து விடுவீர்கள் மனதளவில் காயப்படுத்தினால் மன அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் என்பது அதிக அளவில் ஏற்படும் உடலளவில் நீங்கள் ஒருவரை காயப்படுத்தினால் உடல் அளவில் மிக மிக மிக மிக அதிக பாதிப்புகள் என்பது உங்களுக்கு ஏற்படும் இந்த ஜென்மத்தில் ஏற்படும் அடுத்த ஜென்மத்திலே ஏற்படும் அதை தொடர்ந்த ஜென்மங்களிலும் ஏற்படும் எப்போ ஒருத்தர் இதுலாம் இருந்து விடுதலை அடைவான்னா செய்த தவறை உணர்ந்து ஏற்று இதை நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்ற உணர்வு நிலைக்கு வந்து எவன் ஒருவன் திருந்து ஆரம்பிக்கிறான் முதல்ல அவனுக்குள்ள திருந்தனும் அடுத்தவனே தவறு சொல்லிகிட்ருக்கான் நீ போனால் தான் தப்பு நீ திருந்த மாட்டியா திருந்த மாட்டேன்னு அடுத்தவனே காரணம் சொல்லி கொண்டிருப்பவன் எந்த சூழ்நிலையிலும் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை வழி வேதனையினால் ஆட்கொள்ளப்பட்டு இன்னும் கேவலமான ஸ்டேஜுக்கு தான் போவானே தவிர வாழ்க்கையெல்லாம் உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ எப்பயுமே உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்று தான் மனதளவில் இன்னொரு வரை காயப்படுத்தாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிலனா தெரிலன்னு சொல்லிடுங்க அப்படி இல்லையா இன்னொருத்தங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிலனா அதை கண்டுக்காமட்டுருங்க தப்பு தப்பான விஷயங்களை சொல்லி அதற்குண்டான பாவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் தவறாக நீங்கள் சொல்லி இன்னொருத்தங்கள் மனம் காயப்பட்டால் நிம்மதியான தூக்கம் வராது இன்னொருத்தங்க உங்களை இன்னும் கேவலமாக இன்னும் அசிங்கமாக பேசுவாங்க கர்ம வினைகளுக்கு ஆட்படுவீர்கள் தூக்கத்தை எல்லாம் கடந்து மன நிம்மதியை இழப்பீர்கள் காரணமே இல்லாமல் இருப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தப்பு தப்பாக பேச பேச பேச பேச தப்பான வைப்ரேஷனை இழுத்து உங்களது மனம் ஃபுல்லாகவே நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏறினோம் அப்போ உங்களே அறியாக வரக்கூடிய வார்த்தையில் தப்பு தப்பாக தான் வரும் இன்னொருத்தனை பார்க்கும் போதே தப்பாக தான் பார்க்கத்தோனும் கேவலமாக தான் பேசத்தோனும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களோட மொத்த உடம்பும் உடல் அளவுலையும் கேவலமாக மாறிடும் மன அளவுலேயும் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மையமாக மாறிவிடுவீர்கள் அதுக்கப்புறம் நல்ல எனர்ஜி எதுவுமே உங்கள் பக்கத்தில் வராது உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க இது எல்லாவற்றிற்கும் காரணம் புறம் கூறுதல் தவறு தவறாக பேசுதல் ஒருவரை பற்றி தெரியாமல் பழிகூறுதல் இந்த வேலை நீங்கள் பண்ணும்போது நிம்மதியான சாவாகவே இருக்காது மிக மிக உயர்ந்த கஷ்டங்களை அனுபவித்து கைகால் வேதனைகள் வலி வேதனைகள் எல்லாம் கடந்து மோசமான ஒரு நிலையில் தான் உங்கள் உயிர் போகுமே தவிர நிம்மதியான நிலையில் உயிர் போகாது அடுத்த பிறவியிலும் இன்னும் மோசமான நிலைமை அனுபவிப்பீங்க மைண்டில் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்